ஒரு கண்ணில் நீர் கசியா தட்டு வழியு சிற்கசியா உன்னால சில முறை இருக்கவும் சில முறை பிறக்கவும் விழுந்த என அந்த ஆத்தோட போவது போ நின்று உன்னோடதா பின்னோடதே அடக்காலம் மறந்து காட்டு மரம் போக்கிறது தவளே மத்தில் கரை நெஞ்சில் மஞ்ச தேச்சு கோழி கையில் என்ன கொஞ்சம் உன் கோலசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் கொடிய விட்டு குதிச்சு மல்லிகழி சிரிச்சு பே குங்குமத்தில் கரை நெஞ்சில் மஞ்ச திச் கோழி கையில் என்ன கொஞ்சம் தாயே உன் கொசுக்கு மணியாக என்ன கொஞ்ச மாத்து தாயே